அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலியர் கலைச்சிலயே பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைங்க நன்றாக படிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெருமாள் கோயில உள்ள லக்ஷ்மி சுவாமி சன்னதிக்கு கூட்டிகிட்டு போங்க ஏலக்காய் மாலை ஒரு நூத்தி எட்டு மாலை கோத்து கொடுங்க குழந்தை கையில அவங்க வந்து அதை கொடுத்து உங்க குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்பா, லக்ஷ்மி ஹயர் கிரீவரோட மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கோயிலே கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்துருங்க நல்ல ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி எக்ஸாம் இல்லை வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வளம்புரி சங்கு இருக்குது இல்லைங்களா உங்கள் வீட்டில் அந்த வலம்புரி சங்கில் வந்து பெண்ணு அந்த பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாமே வந்து அந்த வளம்புரி சங்கலை வச்சு எடுத்திங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹால்க்கு போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க ஒரு எக்ஸாம் எழுதுறதுல டாப் மோஸ்ட் நல்லா வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா லக்ஷ்மி ஹயர்கிரி வர மறந்துடாதீங்க அதே சமயம் வளம்புரி சங்கலை வெச்சி அந்த பெண்ண பென்சிலும் நீங்க எடுத்துக் கொடுங்க